மா ஏய் வணக்கம் சுடு சுடு ஏய் வின்சாம் ஏய் பெக்கான <laughs> <laughs> <laughs> அடங்காதே என்ன பண்ணறேன்னு சொன்னா என்ன பண்ணறேன்னு சொன்னா காலேனா நீ உள்ள போ